உணர்வு நிலையில் இருப்பவனே ஞானி என்றைக்குமே உங்களுடைய டெம்பரவரி கம்ஃபர்டுக்காக நெடுங்கால வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் பல பேர் உங்க வாழ்க்கையை இப்படித்தான் வீணா போற மாதிரி நீங்க பண்ணிக்கிறீங்க டெம்பரவரி கம்ஃபர்டுக்காக டெம்பரவரி சந்தோஷத்துக்காக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது guruvē śaraṇam i was really gifted and blessed to attend the online class from bangalore each and everything that was said by mahavishnu tambi during the discourse all about helping others like jīvakāruṇyam treating everyone with daya karuṇaye anbu and so on was so nice and though we know and have heard about these but need to put them in practice in our life is a need of the hour and that is what mahavishnu thambi is emphasizing couldn't believe how the time flew as his speech was so joyful to listen to kept me mesmerized because of the simple reason the way he put them across was very nice that even a layman can understand and would benefit out of it also i loved the humor in between his speeches and i couldn't resist my laughter too all whatever thambi mahavishnu said is to be taken seriously for our own good i have been doing and still doing annadanam for more than 15 years wherever and whenever i get the opportunity i will continue to do so with the divine blessing and your blessings too thambi Thank you so much for everything, Mahavishnu Dambi and to the Paramparul Foundation for doing a great job of enlightening people in this world. Guru V. Sharana. What did you do to your father? I told you to do it. My father, if you were to learn the best and never pass this path, you were able to do a cycle. I told you to do it. How do you do it? Do you do it? ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப நன்றி பாத்திரம் ஆயிட்டா என்னப்பாள் வாங்கி தரீங்களா ஆமாப்பா எதுக்கு சைக்கிள் கடை வச்சு புழைச்சுக்கதான் அதுக்கப்புறம் எவன் பாக்க முடியும் அதோட நாசமா போறதுதான் வாழ்க்கை ஒரு பத்தாவது பப்ளிக் எக்ஸாமே உன்னால பாஸ் பண்ண முடியும் என்ன பண்ணுவ கரெக்டா இல்லையா கரெக்டா இல்லையாங்க இதே மாதிரிதான் உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் பத்து பத்தாவ வர மாதிரி இருக்கும் பெஸ்டா வர்ற மாதிரி இருக்கும் வேற லெவலில் வர மாதிரி இருக்கும் ஆனா பின்னாடி இருக்கிற ஆப் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியவே தெரியாது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உணர்வு நிலையில் இருப்பவனே ஞானி என்றைக்குமே உங்களுடைய டெம்பரவரி கம்ஃபர்டுக்காக நெடுங்கால வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குழியில விழுந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் நல்ல இருட்டில் ஒரு மிகப்பெரிய குழியில் உளுந்துட்டீங்க கொஞ்சம் கூட பொறுமில்லாமல் என்ன பண்ணுறீங்க ரொம்ப குளிர்ன்னு சொல்லி சிக்கி முக்கிகல்லாம் தேய்ச்சி நெருப்பு பற்ற வைக்கிறீங்க நெருப்பு ரொம்ப நேரம் எரியணும் அப்போ என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் ஒரு குச்சி இருக்குது அந்த குச்சியை உடச்சு உடச்சு உடச்சு உடச்சு உடச்சி விஷுவல் பண்ணணும் இப்போ நான் சொல்கிற சீனை உடச்சி உடச்சு உடச்சி உடச்சி என்ன பண்ணுறீங்க குளிர்காயிரிங்க நல்லா நைட்டு ஃபுல்லாக வேறு லெவலில் குளிர்காயிரிங்க காலைல வரைக்கும் நல்ல நெருப்பெரியுது நல்லா சுகமா வேற லெவல்ல செம்மையா என்ஜாய் பண்ணி நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் வருது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க உடச்சி எரிய வச்சது பூரா அந்த குளிய மேலே ஏறுறதுக்காக இருந்த ஒரே ஒரு ஏனி மர ஏணி அது கைவிடப்பட்ட காடு அங்கே எவனும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வர வரைக்கும் செத்துறீங்களா நீங்க டெம்பரவரி கம்ஃபர்டுக்காக எரிச்சது யாரு நைட்டு சோமாயிருந்து சொல்ல காலம் பூரா சாவ போறீங்களே ஏதாவது புரியுதா பல பேர் உங்க வாழ்க்கை இப்படிதான் வீணா போற மாதிரி நீங்க பண்ணிக்கிறீங்க டெம்பரவரி கம்ஃபர்டுக்காக டெம்பரவரி சந்தோஷத்துக்காக டெம்பரவரியா கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்காக டெம்பரரியா கிடைக்கக்கூடிய பணம் காசுகளுக்காக உங்களது மொத்த வாழ்க்கையும் இழந்து விடுகிறீர்கள் போகும் பெஸ்டா பண்றான் போச்சுன்றது எனக்கு வருது எப்படி நல்ல பணமாக இருக்கும் கர்ம பணம் அதற்கு என்ன என்ன எந்த பணம் நிலக்கும் இன்பத்தோடு தெரியுமா இருந்தாலும் சரி நிலைக்கும் வைத்தறிச்சல் வேதனையில் ஒருத்தன் ஒரு பணம் அப்படின்னா வெளியில மட்டும்தான் தெரியும் என்ன இருக்கு கர்மா அந்த பணத்தை வா அந்த பணத்தை வாங்கி நீங்க ப்ராபர்ட்டி வாங்கினாலும் வாங்கி நீங்க அனுபவித்தாலும் சரி அந்த பணத்தை வாங்கி உங்களது மொத்த வம்சத்தையும் அது சீர்குலைக்கும் அப்பன் செஞ்ச பாவம் பிள்ளை செய்ற பாவம் அவன் பிள்ளைக்கு ஏன் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து மட்டும் வேணுமா அப்பா சேர்த்து வச்ச பாவ புண்ணிய வேணான்றீங்களோ தேவை ஒரு ஜ வயிற் மூணு வேலை சாப்பாடு இப்ப என்கிட்ட ஒரு நூறு சட்டை இருந்தாலும் சட்டை எத்தனை வேஸ்ட்டு நான் போட்டுருக்க அப்ப அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய பணம் நமக்கு உதவி பண்ணுமா உங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகமானால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட முதல்ல கொஞ்சோண்டு கொடுத்து வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க இவன் எப்படி அதை பயன்படுத்துகிறான் அப்படின்னு புரியுதா நான் சொல்கிறது கொடுக்கும்போது மிக சரியாக அதை பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க அதையும் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே இந்த பையன் கரெக்டாக பயன்படுத்துறானேடா அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது மிராக்களை நடத்தி உங்களை அப்படியே சந்தோஷத்தில் வார்த்தையெல்லாம் வர்ணிக்கவே முடியாது என்னத்த சொல்றது நான் ஒன்னு ரெண்டு தான் சொல்லலாம் ஒவ்வொன்றையும் எப்படி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்க லைஃப்ல நீங்க மிராக்கள் மிராக்கல் சில விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அதுதான் மிராக்கலே கிடையாது ஒண்ணுமே கிடையாது நீங்களே எதாவது சொல்லிட்டு தெரியாதீங்க இதான் மிராக்கல் உண்மையான மிராக்களை நீங்க பார்க்கணும்னா சத்தியத்தின் பாதியில் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும்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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சு வந்திருக்கோம் நேஷனல் லெவல்ல பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியும் நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் கண்களாக அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம் எழுதுமே விழுதம்